இதில் வரும் மனைவி விடிய குடும்பம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல அதிகமாரி புண்பட்டு இருந்தால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி இருக்கும்னா வானத்துல வந்து தண்ணியில வீடு தண்ணி வந்து நம்ப மேல வீடு தண்ணியே இல்லாம தடியில நீச்சடிக்கிறது முக்கியமா இந்தியாவில் இந்தமாரி பிள்ளைங்களோ குடும்பத்தீங்களும் பாத்துக்கோங்க இந்தியன் தாய்மார்களே அவங்க விடிய போலாம் இந்தியாவில் ஒளியத்துக்குரிய <tooling roll noise> <magician> <Apache> <g plains> பார பítulo overst له esperar என்ன Beautiful except v악 simple mai என்ன பெரி ஊட்ட ஐய் prépar சுன்சலைECT ப overst mandates iono 300 iera பண்டும் Поэтому புண்டுமின் க disguise 25 0% வவுகadelphப் reach கபாலி பையன் காலவேட்டீங்களா இது ஒரு அந்த பச்சை புள்ளிய எந்த லூசு தூக்கி போட்டுனே தெரியா டமுக்கு டமுக்குன்னு எகிரி வந்து போச்சு எ மாடு வயசாவது என்ன பண்ணி தோணுங்க எற மாடுக்கே வயசு கம்மியா தான் இருக்கும் இந்த மாடு பேருங்க இந்த பச்ச சிரிக்குது பாரு அந்த அளவுக்கு பயங்கர மாதிரி பாருங்களேன் அழகாக சொல்ல வந்தேன் வலிக்கு ஒண்ணு கம்முன்னு இருக்கிறதுல அவன் பகர்னு அந்த நாயை கூப்பிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டே அதுவே வெறி ஆயி யார்டி கூப்பிடுறன்னு சொல்லிட்டு மூஞ்சி மேலே உனக்கு இந்த வெளிநாட்டு குழந்தைங்களா ஜாக்கி சான் கோயிலைங்களாம் மாற்றிவன்போலுக்குதே கராத்தா கும்புலாக கற்றுக் கொடுத்துருந்தே கற்றுக் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் சாதாரணமாக எங்க பசு மாடு எருமை மாடு வெளிநாட்டு மாடு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் கால மாடு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னி மாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இது இருபா டூக்க போற ஏன்டா தாயில் ஆமேல் நான் இல்லை எனக்கு ஒரு குழந்தை போரக்கவில்லைன்னு ஊரே சாரி நிறைய இடத்துல காஞ்சி போய் நீ என்ன அப்படி உருட்டு விட்டு விளையாண்டுக்கிற இதுங்க நாப்பத்தி ரெண்டு குழந்தை இப்பதான் புதுசா பொறந்துச்சு அதெல்லாம் தான் உருண்டு உருண்டு விளையாண்டுக்குது ஏண்டா விருப்பமே இல்லாத எல்லாம் எடுத்து ராக்கெட்டு மாதிரி விடுவிங்க அது மாதிரிலாம் விட்டீங்கன்னா அவன் தான் நான் ஒடுத்தும்முன்னு தூய இந்த எடுத்துக்கணும் தம்பி பல்லிக்கிறான் வெளிநாட்டு இந்த ஆண்டி கிரிக்கெட்ல சேர்ந்துறாங்களாம் அதான் புள்ளிய கேட்சு பழகிறாங்க அந்த பாயில உடைய வச்சு உயிரி வைக்கலான்னு பாக்குறீங்க அது மட்டும் இது வந்து அண்டார்டிகால வந்து ஓடிய அந்த குழந்தைங்களா எல்லாம் தவிக்க விலக்குதுங்களை ஹிட்டட அப்போ என்ன இப்படி பட்டு வர்ட்டே எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க இந்த अंकல் அப்படியே கால்ல விழுந்து வீணும் மூஞ்ச கேல கீணும் அதான் ஆசை ஓட நூட நூட பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க எப்படி துடிக்கி வைக்கறாங்க பாருங்க நான் சொல்லல இதுங்கலாம் தாயே கறியாது இதுங்கலாம் பேய் அதனால தான் அந்த கோய்ங்கல படுத்துது எல்லா இத்தையும் விடிய இதுதாங்க ரொம்ப குடும்பம் இருந்தாலும் அத கொதிக்க வச்ச தண்ணில போடாதான் குட்டி குரங்க கண்ணு எப்பயுமே மேல வச்சுதான் பரப்பியோ கீழே வைக்கவே மாட்டீங்களோ அதான் போய் தாவரத்துல உண்டு ஸ்பீட் மச்சான் கூ ainda டல்ல நான் சொல்லுடா நானே சேர்கனா வாங்கி குடுத்துறேன் அவங்களாஸ் நல்லா பாத்து போங்க நீங்களா வேலை இருந்தீன்னா முடிச்சி விட்டுருவீங்க இத கொஞ்ச நல்லா பாருங்கலாம் அவன் எப்படி சர்க்கம்பல் விட்டாலும் தரையில தான் போய்வான் அது நல்லாவே அந்த எர்மா மாடுவ கொண்டுறான் பாரு அவணுக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சே எப்படி அந்த கொஞ்சே வச்சு விளையாறானுங்க பாத்தீங்களா இதுதான் தந்தை அப்படி நான் சொல்ல மாட்டேன் அந்த லூசு தந்தை அந்த மாதிரி இருந்து டாரிய லூசு டாரிய காலை தூக்கிவார்தான் அதுவும் இவங்களாம் பிடிச்சி ஜெயில போடுங்க சார் இந்த மூலிங்க ஒண்ணு அதனால குடும்பம் கட்டுப்பாடு பண்ணி விட்டுருங்க இந்த வெள்ள போட்ட போட்டா எங்கே தெரியல தெரிஞ்சா பார்த்தா சொல்லுங்க பூஜை மெயிலே குத்துவோம் இதோட வீடியோ முடியுது பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா காமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு மறக்காம பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருக்கோ பாய் பாய்